வணக்கம் பிள்ளைங்களா நான் உங்கள் சாமி அம்மா பேசுகிறேன் ஆணோ தன்னுடைய உறவுகள் இல்லாத உறவுகளை நேசிக்கிறப்ப வேறு பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் மனைவி இல்லாத பிறர் மனைவியை நேசிக்கிறது ஆசைப்படுறது அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாவச் செயல் அதற்கு வந்து மனிதன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு ஆகணும் இன்றைக்கி நியூஸ் பேப்பரு நியூஸ் எல்லாம் எடுத்தால் நீங்களே பார்த்துருப்பீங்க கள்ளக்காதலுங்கிற பேரில் ஆனால் அந்த உலகத்தில் யாராவது ஜெயிச்சதாக சரித்திரம் இருக்கா ஒருத்த மனைவியை கூட்டிகிட்டு போயிடுறான் உங்ககிட்ட பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு இங்கே புருஷன் பிள்ளையும் விட்டுட்டு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்ததுதான் சரித்திரம் இருக்கா இருக்கவே இருக்கா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு நிற்கும் கசந்து போயிடும் ஒன்று இவன் அவனை போட்டு தள்ளுவான் இல்லை அவன் இவளை போட்டு தள்ளுவான் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அடுத்து இவங்களோட அளவுக்கு இடங்களாக இருக்குன்னு குழந்தைய கொள்ளுவாங்க குருஷனை கொள்ளுவாங்க குண்டாட்டியை கொள்வாங்க ஒன்றே யாருமே இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷமாக கிடையாது இதுக்கு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன் அவங்களுக்கு ஆனாணப்பட்ட ராவண ராவணன் எல்லாருமே கெட்டவன் கெட்டவன் தான் கெட்டவன்ட்டு ஒரு கண்ணோடத்தில் மட்டும் பார்க்குறீங்க ஆனால் மட்டும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா ஈசனோட தீவிரமான பக்த அந்த தீவிரமான பக்தைக்கு பக்திக்கு மெச்சு தான் ஈசனே அவனுக்கு ஈஸ்வர கொட்டை கொடுத்தார் அதுக்கப்புறந்தான் அவன் ராவணேஸ்வரன் அப்படின்னு பேருவாங்க அவ்வளோ பெரிய அறிவாளி உண்மையை சொல்லணும்னா அவன் ஒரு சிறந்த ஞானம் உள்ளவன் கூட சொல்லலாம் அப்படிப்பட்டவன் செய்த ஒரே ஒரு தவறு அடுத்தவனோட மனைவி மேலே ஆசைப்பட்டான் அதுவும் கூட அவனாக ஆசைப்பட்டு செய்யலை அந்த தப்பை பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்கிற மாதிரி அவனோட சகோதரி தூண்டுதல் பேரில் அவன் மதியம் கொஞ்சம் சிதற விட்டுட்டான் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது ஒரு மனிதனுக்கு ஒரு மூளைக்கு வேலை செய்கிற மாதிரி அவன் பத்து தலை இருந்தது பத்து தலை மூளை வேலை செய்கிற அளவுக்கு பெரிய மூளை இருக்காரன் பெரிய சிவபக்தி அதை விட பெரிய விஷயமே கிடையாது உலகத்தில் அந்த சிவனே அவன் பக்திக்கு மெய்ச்சி பெரிய ஞானி இசை ஞானி அந்த இசைக்கு மயங்காத ஒரு உலகத்தில் இல்லைங்கிற அளவுக்கு இசைங்கானி அந்த ஈசனே அந்த இசைக்கு மயங்கினு அவ்வளோ திறமைகள் அவ்வளோ இதுகள் இருந்தோம் அவனோட ஒரே ஒரு சிறு தவறு சிறு தவறு பெரிய தவறு அவனை செய்த ஒரு தவறு அவனை எவ்வளவோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கடை எல்லாம் இழந்து அவனால் மக்கள் கஷ்டப்பட்டு கடைசியில் மரணத்துக்கு வரைக்கும் போயிடுச்சு அவ்வளோ பெரிய ஆளுக்கே அந்த தண்டனை அப்படின்னா அவன் செய்த ஒரே தவறு ராமனுடைய மனைவி சீதையை ஆசைப்பட்டது அது தப்பு அந்த தப்புக்கு தான் அவ்வளோ பெரிய ஆளுக்கே அவ்வளோ பெரிய தண்டனைனால் சராசரி மனுஷங்களுக்கெல்லாம் எவ்வளோ த பெரிய தண்டனைகள் கிடைக்கும் எல்லா தண்டனையும் ஒன்று தான் கடைசியில் எவனோ சந்தோஷமாவோ நல்லாவோ வாழ்ந்ததில்ல ஒரு மாயை இது அந்த மாயையை விட்டு இந்த பெண்கள் ஆண்களும் விளக்கணும் அந்த மாயையோட இது என்னென்ன அந்த பெண்கள் ஈஸியாக ஏமாந்துடுறாங்க மயங்கிறாங்க அதாவது கல்யாண ஆன புதுசில் ஒரு கணவன் தன் மனைவியை ரொம்ப ஆசையாக பாராட்டுவான் புகழ்வான் செய்வான் இந்த பெண்கள் அந்த இடத்துலையே நின்றுக்கிட்டே இருப்பாங்க தனக்குன்னு ஒரு குழந்தையாயிருச்சு குடும்பம் ஆயிருச்சு அவன் தான் பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தனக்கு சொந்தமானவன் தன்னுடைய உறவு அப்படின்னு அவன் அசால்தான் இருந்துருவான் ஆனால் இந்த சரியாக பயன்படுத்திட்டு அங்கே ஒருத்த வந்து நுழையுமா ஒரு கல்வன் அவன் அவளை பாராட்டுவான் அந்த பாராட்டுக்கு இவன் மயங்கிடுற இதுதான் சுச்சம் வேறு எதுவுமே கிடையாது இந்த முதல் விஷயம் இந்த பாராட்டுக்கு தான் அந்த பெண்கள் மயங்கிடுறாங்க உன்ன போல் இவன் கன்றாவியாக இருந்தாலும் அவன் சொல்கிறது உன்னை போல் அழகி உலகத்தில் இல்லைன்ட்டால் போதும் தான் யார் தன்னோட நிலை என்னன்னு இந்த பெண்கள் உணர்றதே கிடையாது ஏமாந்துடுறாங்க ஏமாந்து என்ன ஆகுது ஏதாவது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதை பார்க்குற எத்தனையோ லட்சம் பிள்ளைங்க இருக்கீங்க ஒன்றே ஒன்று கேட்குறேன் அந்த மாதிரி ஜெயிச்சதாக ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க கண்டிப்பாக முடியாது ஏன்னால் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து வாழ்ந்து ஒரு சில வருஷங்களாகி ஒன்றுக்கு ரெண்டு மூணு குழந்தைகளை பெற்று அவனோடையே உங்களால் அந்யோன்யமாக வாழ முடியலைங்கிறப்ப கொஞ்ச நாள் மதிமயக்கத்தில் போகிறவனோட உங்களால் எப்படி வாழ முடியும் கண்டிப்பாக முடியாது இதை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் நினச்சி பாருங்கள் தவறு செய்கிறவங்க ஆணையும் இருக்காங்க பெண்லேயும் இருக்காங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஏன்னா இங்கே ஜெயிக்க முடியாதனாலும் எங்கே போய் ஜெயிக்க போகிறோம் கண்டிப்பாக கிடையாது அதே ஆண்களும் சரி என்றைக்கும் மனைவியை உங்கள் கண்குள்ளே வச்சுருக்கோம் நல்லா பார்க்குறோம் அவள் நம்ம சொத்து நம்ம மனைவி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சோன்னு நினைக்காமல் கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவள் செய்கிற சமையல் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அவள் கொடுத்துற செயலாக நல்லாயிருக்கு அப்படி பாராட்டுங்க அந்த எதிர்பார்ப்பு இந்த பெண்களோட மனதில் இருக்கிறதுனால தான் அதை அடுத்தவை மிஸ்யூஸ் பண்ணுறோம் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டுக்க பார்த்து கொண்டுகிட்டு போக சரி வணக்கம்